வெறும் போய் கடமை அதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சு தளத்தில் முறையாடி தடுப்பை நிறுத்தி ஆடிறவங்க நல்லவன் ஏமாத்தி ஜெயிக்கிறவங்க பணத்தால எல்லாத்தையும் சாதிக்கிறவங்க இருக்கிற இந்த வாழ்க்கையில என்னெல்லாம் சாப்பாடு இல்லாம வாழ்ந்திருக்கும் கோயந்தூர்ல வந்து ஒரு கம்பெனியில எட்டாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்யும் பொழுது பணம் தீந்து போயிடும் ஒரு ஒரு வேலை மட்டும்தான் சாப்பாடு இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு வேலை இருபத்தி ஆறாம் தேதி ஒரு வேலை இருபத்தி ஏழாம் தேதி ஒரு வேலை கடைசி இரண்டு சாப்பிட மாட்டேன் அப்படியே கோபாலபுரத்தை தெரியாம யாருன்னு தெரியாம